வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் இப்போ வந்து இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகிட்டுருக்கு ஆள் ஆளுக்கு ஒரு ரூமை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து பேசிகிட்டு கிடக்கே நானும் அப்பப்போ எட்டி பார்க்கறது இதில் அதில் வந்து கை தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் எது யாச்சும் கேட்கணும்னா அவன் வந்து அந்த சிம்பிளை டச் பண்ணணும் பல குரூப்ஸில் வந்து அதை பேன் பண்ணி வச்சுருப்பான் சரி போட்டான் அதான் அவனுடைய லெவல் இவ்வளோ தான் இப்போ ஃபேஸ்புக்கிலே பார்க்குறோம் இல்லையா கமெண்ட்டை பூட்டி வச்சுருப்பான் ப்ரொஃபைலை பூட்டி வச்சிருப்பான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லின்னு வச்சிருப்பான் சரி அதை ஒய்ஞ்சு போட்டான் நானும் இப்படி பல க்ளப் ஹவுஸ் ரூம்ஸில் எட்டி பார்த்துட்டு வரது அது ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கேன் இஸ்லாமியல் பெண்கள் நிலைமை அப்புறம் வந்து இந்த அரக்கர்கள் வர்சஸ் புலிகள் இப்படி இன்றைக்கி வந்து இந்த ஜோசியத்தை பற்றி ஒரு கிளப் ஹவுஸ் அதில் வந்து எல்லாம் ரொட்டீனாக கேட்குற கேள்வி தான் இப்போ பாண்டே ஒரு தடவை கேட்டார் செல்வியை ஜோசியம் உண்மைன்னா பரிகாரம் பொய் பரிகாரம் உண்மைன்னா ஜோசியம் பொய் அப்படின்னு ஒரு பஞ்சை கண்டுபிடிச்சி திருப்பி மடக்கி திருப்பி மடக்கி அதையே கேட்டுக்கிட்டு இருந்தார் பாவன் செல்விக்கு வந்து வேர்த்து விரிவு இறுத்து போய் இந்த ஜெயின் கமிஷனில் சுப்பிரமணிய மாதிரி அதே போல் அந்த சர்க்காரியா கமிஷனில் வாத்தியார் மாதிரி வேர்த்து விரிவு இறுத்து போயிட்டார் இது இங்கே என்னென்னா மிகப்பெரிய ஆளுமைகள் நான் ஜோசியத்தில் சொல்கிறேன் இவெல்லாம் வந்து என்னடா நினைக்கிறான்னா மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா போதும் மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது அவா கான்செப்டு நீங்கள் இந்த வேதங்கள் பற்றி ஸ்மிருதி ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவேன் ஸ்ருதி அப்படின்னா அந்த ட்யூனிங் ஸ்மிருதி அப்படின்னா அதை நினைவில் வைத்து சொல்வது அப்படி தான் எல்லாம் காலத்தை ஓட்டிக்கிட்டுருக்கானுங்க நம்ம சூத்திர ஜோஷியர்களும் அப்படி ஒரு பத்து பதினைஞ்சி ஜோதிட பழமொழிகள் இருக்குது அதை வந்து அடித்து விடுறது அவ்வளோதான் அது ஏன் எதுக்கு இந்த விதியை ஏன் கொண்டுட்டு வந்தான் இந்த விதி எப்படி அப்ளை ஆகுது இதை ஒரு பயலம் யோசிக்கிறது கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடக லக்னத்தையே எடுத்துக்கோங்க கடகலக்னத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அது ஏன் இப்போ கடகலக்னத்தினுடைய கேரக்டர் என்ன கடகம் அப்படின்னா நண்டு இதை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இமேஜ் வச்சுருக்காங்கள அது வந்து போகிற போக்கில் வச்சது கிடையாது அதை வந்து ஆழமாக சிந்தித்து அந்த ராசியின் குணங்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இமேஜை வச்சுருக்கீங்க நண்டு வந்து என்னடானா வலையில் இருக்கோம் வலையில் தங்காது பிடுக்கு பிடுக்குன்னு வெளியே வரும் அங்கே ஏதாவது சலசலப்பு கேட்டால் படக்குன்னு போய் வலையில் பூண்டுக்கும் நண்டுக்கு வலை மனுஷனுக்கு வீடு இப்போ இந்த கடகலக்கணக்காரன் வீடு வீடு வீடுன்னு வீடு கட்டிக்கிட்டு அழுவோம் இப்போ பொம்பளை கேரக்டரும் அதானே யோசிச்சு பாருங்கள் பெண் என்பவள் வீக்கர் செக்ஸ் அவளுக்கு வந்து தன்னுடைய வீடு தன்னுடைய குளியல் அறை தன்னுடைய சமையல் அறை இதான் முக்கியம் குழாவில் தண்ணி வழுவுது அப்படின்னு சொன்னதும் புருஷங்காரன் உடனே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா புருஷங்காரன் வேஸ்டப்பில்ல ஃபோன் பண்ணதும் வந்து அவனா ப்ளம்பர் ரெடி பண்ணிட்டான்னா அவன் ஹீரோ அது மாதிரி பொம்பளை கேரக்டர் இந்த பையன் வீட்டை கட்டிக்கிட்டு அழுதுக்கிட்டுருக்கும்போது அங்கே அந்த வித்தியாசம் குறைஞ்சி போகுது எப்பவுமே வந்து ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் எப்பவுமே இந்த துளாராசி கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க என்னுடைய நண்பர் அவர் வந்து அப்போ வந்து த தண்ணி போட ஆரம்பிச்சுருக்காரு எதிர்காலத்தில் ஆல்கஹாலிக்கு ஆக போகிறார் கொஞ்சம் அது வந்து கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு உடனே நம்பாலும் கொஞ்சம் ஜீடி நாயிடு அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது நான் புது டியூவை வாங்கிட்டு வந்து மாற்றிவிட்றேன் அப்படின்னு வெளியே போனார் அங்கே எவனோ ஒரு குடிகாரனாக சிக்கனாக மூணு நாளாக குடித்து கூத்தடிச்சுவிட்டு நாளாக அதனால் கையை ஆட்டிக்கிட்டு வந்தார் இதனுடைய விளைவு கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடக லக்னத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி அட் வேலை வெட்டி இல்லாமல் எ எழுதி வைக்கல அது பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிடவேன் அதை புரிஞ்சிக்கிடாமல் சும்மா வந்து இந்த விதிகளை மனப்பாடம் செய்து கொண்டு வாந்தி எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி கேஸுங்க வந்து இந்த மாதிரி கிளப் ஹவுஸில் சிக்கனாக கசாப் போட்டுருவாங்க கசாப்பு போட்டுருவாங்க அதனால தான் நான் வந்து ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதற்கு பின்னணிகளை எல்லாம் விளக்கிக்கிட்டு வந்தேன் ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து குருங்கிற வார்த்தையை தடை பண்ணியிருக்கோம் அது வேறு கதை என்னை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே கொலிக்ஸ் மாணவர்கள் லரிங் learning never ends करपது எப்ப요 முடியாது அது செம வந்து கத்துக்குறோம் அவ்ளோதான் அது என்னுடைய கான்செப்ட் at the same time இப்ப நம்ம ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளை பார்த்து ஜோதிட ஆர்வம் வந்து அவர் ஜோதிட ராயிற்று எது라ல இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நீங்க அப்போ வந்து முளிக்கப்படாது அதற்காக முன்கூட்டியே வந்து நாம அது குண்டான காலதேச வர்த்தமானங்கள் இடம்பொருள் ஏவல் எல்லா கருமத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம் இதை ஜோதிடம் பரிகாரம் இதை பார்ப்போம் இப்போ மற்ற ஜோசியர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் வந்து என்னடானா கிரகங்கிறது வந்து ஒரு துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதி மாதிரி இவங்க சொல்கிற பரிகாரம்லாம் வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி அப்படி அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து என்னடா ஆகணும்னா ஒன்று ஜோதிடம் போய் அதாவது இந்த கெட்டது நடக்கும் அப்படின்னு கணிச்சு சொன்னாங்கல்ல அந்த கணிப்பு போய் பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகலை தீமை நடந்துருச்சு அப்போ பரிகாரம் போய் அதான் லாஜி ஆனால் இறை அருளாவில் நமக்கு இந்த பின்னணி சூட்சமோ நம்ம பெரியவங்க எதுக்கு எழுதி வச்சா அப்படின்னு கொஞ்சம் நோண்டி நுங்கு எடுத்ததுனால நாம் வந்து ரூட்டை மாற்றிவிட்டோம் நம்மது வந்து லாஜிக்கல் ரெமெடிஸ் கெட்டது நடக்கப் போகுதா அதை நாமே நடத்திக்கிடுறது எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்க்கையோ பெரிதாக பாதிக்காதபடிக்கு நாமே நடத்திக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகம் அதில் ரெண்டு எட்டில் ராங்கே இது இருக்குது நாலாம் இடத்துல பாவ கிரகம் இருக்குது செவ்வாய் தோஷம் இருக்குது புரிஷன் டிக்கெட் போட்டுருவான் இந்தம்மா சீக்கிரம் விதவியாயிடும் அப்படின்னு இருக்குதுன்னு வைங்க இப்போ விதவையாக கூடிய காலகட்டம் வரும்போது ஆயிரம் அது ஜோதிடம் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னன்னா பாப்பு வெட்டிக்கோ சர்பதோசை எனக்கா பாம்பு மாதிரியே ஸ்டிக்கர் பொட்டு வருது அதை வச்சிக்க தாலியை ராத்திரியில் கழட்டி வச்சிடு அதே போல் பிளெயின் சேலை உடுத்திக்க எப்படி சிலது நாமளே வந்து முன்கூட்டியே செய்துக்கலாம் இப்போ கிரகம் செய்யக்கூடியது என்னடான்னா உங்கள் என்விரான்மெண்ட்டை மாற்றுது இப்போ ஒன்று ஏழில் ராக் எது இருக்குன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பயிலும் அஞ்சாம்படம் ஆகிருவான் உங்களை நம்ப வச்சு உங்கள் மேட்டெல்லாம் வெளியே விட்டுருவான் உங்களுக்கு யாரை நம்புறது யாரும் நம்பக்கூடாதுன்னே புரியாது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் மாஃபியா நிழல் உலகம் இதை பற்றிய சினிமா பார்க்கலாம் இந்த தொடர்களெல்லாம் வந்திருக்கோம் அந்த தொடர்களை தேடி பிடிச்சி படிக்கலாம் இல்லை அந்த கான்செப்டில் வர்ற வெப்சீரிஸ் பார்க்கலாம் அந்த என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து அதை தவிர்க்க முடியாது இப்போ தமாஷுக்கு சொல்லுவாங்க இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் லைஃப்பில் நடக்குது ஒரு தடவை வந்து பயங்கரமான மழை மீன் பிடிக்கிற பொம்பளைங்கள்லாம் வந்துடுறாங்க மழைக்கு ஒதுங்க இடம் இல்லை ராமகிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த கோயிலுக்கு பூவெல்லாம் கோடையில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த ரூமில் படுத்துக்க சொல்லுப்பா அப்படிங்கிறார் அவங்க வந்து கருவாட்டு கூட்டையெல்லாம் வெளியே வச்சுப்பட்டு உள்ளே போய் படுக்கிறாங்க தூக்க வரல ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு அடேய் ஒரு கூடை கருவாடை எடுத்துகிட்டு போய் உள்ளே வெயிடாங்கிறார் வச்சதை நிம்மதியாக தூங்குறாங்க இதுலேருந்தே புரிஞ்சுக்கிடணும் கிரகம் செய்வது அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்குது அந்த என்விரான்மெண்ட்டை நீங்களே உருவாக்கி கொண்டால் சம்பவம் என்பது நடக்காமல் கூட போகலாம் அதுதான் லாஜிக் இப்போ நம்ம லாஜிக்கல் ரெமிடிஸினுடைய சாரம் சாராம்சம் ஜோதிடம் பொய்யா அப்படின்னா பல நேரங்களில் பொய்க்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது என்ன பல காரணங்கள் இருக்குது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பாவம் சும்மா ஜாலியாக ஜல்சாவா அதாவது சொன்னால் நம்ப மாட்டீங்க உள்ளாரை போட்டுக்கிற அண்டர்வேர் அது வந்து ஐநூறுரூவா அறநூறுவா கம்மி விலையில் எடுக்க மாட்டார் அந்த மாதிரி தனுசு லக்னம் குரு சனி சேர்க்கை இருக்குது ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் ராயல் லைஃப் அவங்க ஜாதியில் வந்து கவுச்சியை சேர்க்க மாட்டாங்க அவர் எல்லாத்தையும் அடித்து தள்ளுவார் செமையாக போயிட்டு இருந்தது லைஃபு திடீர்னு பேஸ் தடிக்க ஆரம்பித்தார் இந்த மரணத்தின் நிழல் நான் வந்து இந்த மரணத்தை பற்றி நிறைய சிந்திப்பேன் ஏனென்றால் மரணத்தை பற்றி சிந்திக்காத வாழ்க்கை மரணத்தை விட கேவலமாக இருக்கேன் எவன் மரணத்தை பற்றி சிந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை வந்து சிரஞ்சீவத்துவம் பெற்றுவிடும் அவனுக்கு ஷாவே கிடையாது அது ஒரு சுயநலம் அது ஒரு பக்கம் இருக்கட்டான் அந்த ஆள் மேலே வந்து அந்த மரணத்தின் நிழல் படுகிறது நல்லா தெரியுது நமக்கு இது நான் சொல்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பொதுவாக அவருக்கும் நம்மளுக்கும் இந்த ஜோசிய உறவே மற்ற தொண்ணூற்றொம்பது சப்ஜெக்டில் வந்து எல்லாம் கலக்கிட்டு இருப்போம் அன்றைக்கி மனசு கேட்காமல் சொன்னேன் என்னைய ஆளே ஒரு மாதிரி ஆகிட்டுருக்க அவரோட தம்பி வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னதான் தவறிட்டார் அவரு பாவம் ஓமகுச்சி நரசிம்ம மாதிரி இருப்பார் நம்மளால நல்லா இருப்பார் அப்படியாப்பட்டது அந்த தம்பியினுடைய அந்த ஃபிசிக் வந்துக்கிட்டு இது ரொம்ப பயமாக இருக்கியா முதல்ல நீ இந்தந்த காரியம்லாம் பண்ணிரு அப்படின்ன பொதுவாக அந்த குரு சனி சாருக்கு இருக்கு இல்லை ஜாதகத்தில் அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார் ஆனால் மூட பக்தர் மூட பக்தர் ராம பக்தர் அந்த ஒரு கான்செப்ட் தான் அந்த ஆளுக்கு பிரச்சனைனா நான் எங்கே இருந்தாலும் ரெண்டு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அவர் ஃபோனும் பண்ணியிருக்க மாட்டார் ஆளும் விட்டு அனுப்பியிருக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த்து அது என்னமோ பாவம் நம்ம சொன்னதை செய்துக்கிட்டார் ஆனால் கூத்து என்னடான்னா இப்போ சித்தர் வரும்ல செத்தாரை போல் திரிவது எக்காலமோன்ட்டு அந்த மாதிரி ஆகிட்டான் மனுஷன் இப்போ தோணுது எனக்கு அந்தால் அப்பவுமே செத்து இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் அதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் ரெமெடிஸ் அதனால தான் நான் வந்து இந்த பரிகாரங்களை அனுப்பும்போதே சொல்லிவிட்றது இதை பாருப்பா நீ வந்து இந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து பிறந்திருக்க இந்த ஜாதகத்தில் உள்ள தீய பலன்களை எல்லாம் நீ அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறாய் நீ அனுபவிச்சிட்டேன்னு வச்சிக்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம் இதை நாம் சும்மா போட்டு டைல்யூட் பண்ணி மொக்க பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சிக்கோ இப்போ எடப்பாடியார் ஆள் பாஸ் விட்டார் பாருங்க அந்த மாதிரி இப்போ நாளைக்கு வேலை கொடுக்குற நாய் பாஸ் ஃபெயிலாக பார்க்குறான் கிரேடாக பார்ப்பான் பர்சன்டேஜை பார்ப்பான் பர்சன்டேஜ் எங்கே அதனால தான் எங்கள் பக்கத்தில் பாவன் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார் இந்த கொரோனாலெலாம் இந்த ஜூலையில் ஓய்ஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பரீட்சை வச்சுக்கலான்ட்டு ஹைகோர்ட்டில் புண்ணியம் கட்டிக்கலாம் அது வேறு பாலிடிக்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதனால் நான் ஆரம்பத்துலேயே டிஸ்க்ளைமர்லேயே கொடுத்து விட்றது இந்த மாதிரி இந்த பரிகாரங்களை நீ ஃபாலோ பண்ணலன்னா கெட்டது நடக்கும்போது கெட்டது நடக்கும் நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கும் நான் சொல்கிற பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்சுன்னா ஒால் கெட்டது வந்து நடக்காமல் கூட போகலாம் நல்லது நிச்சயமாக நடக்காது என்ன நல்லது நிச்சயமாக நடக்காது இது வந்து மோசமான ஜாதகங்களுக்கு சொல்கிறது இதே சுமாரான ஜாதகம்னு வைங்க அது வேறு கதை தீய பலன் குறையும் நல்ல பலன் அதிகரிக்கும் இது இதை விலக்கி சொல்ல பவுசு இல்லாமல் அந்த க்ளப் ஹவுஸில் பாவம் ஜோசியருங்க வந்து திக்கி திணறிட்டு இருக்காங்க சரி ஒரு வீடியோ போடுவோன்னு போட்டேன் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்